ி அம பிரிதி அமர் அல்லும் பகல் வள்ளலி தீங்கலி மாவை சொல்லுவாய் காலமெல்லாம் போலமிடு Kasi ni mele Kachikali maaga jayam chandiru naale Yeh moola moolay lalana Bidhingali maave Nii sottlou aay Sattdiyamaay Sottlou aay Alnubagal vallal bidhingali maave Nii sottlou aay Sattdiyamaay மே சூ மராய் சேர்ந்தெடுப்போது தாதத்தில் ரசூலியில் தன் புகராது ஏ மோட்ச கலிய பெருக நீ சொல்ல सत्यमय बोलुवाई अल्लुमगल वल्ललबी दी दींगली दी मावै नी बोलुवाई सत्यमय बोलुवाई अव्वल कलीमा अद्वे आदि मूलमे आदि मूलमे அனுகூல நாடுமேல நாடுமே சொந்த கலி மாவை தின் கலி மாவை நீ சொல்லுவாய் சொல்லுவாய் அல்லுபகல் வள்ளலகி தீங்கலி மாவை சொல்லுவாய்